சரி ஓகே என்னாடி யாருக்கு போட போறீங்க ஓட்டு யாருக்கு போடுவேன் போட மாட்டேன்னா திமுக கண்டிப்பா போட மாட்டேன் ஏன் அப்படி சொல்றீங்க திமுக எவ்ளோ வாக்குறுதி கொடுத்தாங்க அதுக்கேத்த நடந்துட்டாங்களா இப்ப எக்ஸாம்பிள் நீட்டை வந்து கேன்சல் பண்றேன்னு அவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் நீட் ஈஸி தான் அதை படிக்கிறவங்களுக்கு ஈஸி தான் அவங்க கேன்சல் பண்ணாது அவன் அவ கன்சல் பண்ண வேணாம் பிரச்சனை மதுக்கையை மூட சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்படி மாணவர் மலை அக்கறை இருந்துச்சு அப்படின்னா மூடிட்டு மதுக்கடை இருந்த இடத்துல இலவச நீட் கோச்சிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க சூப்பர் சூப்பர்